இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் புதுசா இருந்தே லைக் பண்ணுங்க அந்த பெண்ணுங்க கையால அந்த பெண்ண மட்டும் கொஞ்சம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல கேன்மா ஸ்டாப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன்மா ஸ்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அஸ்பெக்ட் ப்ளேஸில் ஒம்பது இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட்டுன்றிருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் கேலரியில் போயிட்டு அந்த இமேஜ் எடுத்துக்கங்க ஓகேங்களா எடுத்த பிறகு மேலே பாருங்கள் இண்டாப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ அந்த ஃபோட்டோமே இல்லை ஒருத்தர் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் பல செய்கிற பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஜூமிங் ஆப்ஸாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி இதில் ஈக்குவல் சிம்பிள் இருக்குது அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்துக்கிட்டு உங்கள் வேறு எல்லாரும் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் இந்தளவுக்கு ஜூம் பண்ணுறேன் ஜூம் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்துக்கங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா இந்த ஃபோட்டோமேலாம் மறுபடியும் விடத்தில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இதை ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வலைசையில் பார்த்திங்கன்னா பிக்நெட் இருக்கும் அதை எனேபிள் பண்ணி வச்சுங்க என்னபிள் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம இதில் ஒரு டெம்லெட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்து ஓகேங்களா அதை எடுத்த பிறகு நீங்க வளர்சல் அப்படி பண்ணிட்டு பண்ணி விட்டுக்குங்க எனேபிள் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா கீ கலரும் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் ப்ளூ கலர் செட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ க்ரோமாக்கி பக்கத்தில் டிக் ஆப்ஷன் அதை கொடுத்துங்க புது இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் பிளே பண்ணி பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்டில் ரெண்டு கலர் இருக்கும் அதில் ஒரு கலர் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க அதுக்கு நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா ஆர் மாதிரி இருக்கும் டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அதை கொடுத்து மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் மேலே செட் பண்ணிவிட்டு கீழே சேவ்ஸ் கொடுத்தா உங்களுக்கு வீடியோ சேவ் ஆகிடும் ஓகேங்களா இப்போ டவுன்லோட் ஆன பிறகு பேக்வூட் பேக் வந்த பிறகு இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இரண்டே டெலிட் பண்ணி விட்டுருக்கேன் ஓகேங்களா டெலிட் பண்ணிக்கிட்டு டெலிட் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம அடுத்த இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதிலேயே உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா கேலரியில் போயிட்டு அடுத்த இமேஜ் நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா இமேஜ் நீங்கள் எடுத்த பிறகு மேலே இண்டாப்ஷன் உங்களுக்கு அதுக்கு கொடுக்குங்க கொடுத்த பிறகு அந்த ஃபோட்டோமில் ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேண்டும் அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வளசெட் மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கிளாரிட்டி நீங்கள் செட் பண்ணிக்கிங்க அதில் நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும் அதில் போயிட்டு நமக்கு தேவையான கிளாரிட்டி நம்ம செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்தால்ல அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அது வந்து கெயின் மாஸ்டர் அப்படிங்கிற நேம்மே சேவாகி கிடக்கும் அது நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு கெயின் மாஸ்டரில் போய் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் வளர்ச்சியில் அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் டிக் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் அந்த டெப்லெட்னு ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் குரோமாக்கீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே என் ஐபிள் ஆன் பண்ணி வைங்க ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படி கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் க்ரீன் கலர் நீங்கள் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் ரோமா கீ பக்கத்தில் டிக் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்படி பண்ணி பாருங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா இப்போ வீடியோ அப்படியே நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு கலர் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதையும் நீங்கள் எடுத்துக்கங்க ஓகே அது எடுத்த பிறகு நீங்கள் அப்படியே வளசையில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்பிலிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு மேலே டிக்காப்ஸும் கொடுத்துங்க டிக் ஆப்ஸும் கொடுத்த பிறகு அகெய்ன் நீங்கள் அதில் அகைன் நீங்கள் அதில் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே டிக் ஆப்ஸும் கொடுத்துங்க இப்போ வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனோட நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க ஓகேங்களா அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது எடுத்த பிறகு நீங்கள் வளர்த்துட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் ட்ரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அக்கே நீங்கள் ஒரு தடவை அதமாரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வைங்க ஓகேங்களா அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வைங்க செட் பண்ணி வச்சு வேற கொடுத்துங்க டிகாப்ஸும் கொடுத்த பிறகு இப்போ பிளே பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு சமை சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் சர்ட்டஸ் நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் அம்புக்குரிய மாதிரி இருக்கா தான் டவுன்லோட் ஆப்ஷன் அதை நீங்கள் கொடுத்து இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு கீழே பாருங்கள் சேவல்ஸ் வீடியோ கொடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்